வணக்கம் டெய்லி நமக்கு ஒரு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கும்போதே இப்போ நீங்கள் பை பண்ணலாம் இல்லை செல் பண்ணலாம் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் எங்க எக்ஸிட் ஆகுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு friend சொன்னால் நல்லாயிருக்கும்ல அந்த மாதிரி தான் இந்த சார்ட்டு இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அதுவே மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டை பார்த்துட்டே வரும் once அந்த ப்ரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வரும் இன்னைக்கி ஒரு ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் மார்க்கெட் ஃப்ரைடே மார்க்கெட் தான் பார்த்துட்டுருக்கோம் ஒரு டுவல் ஓ கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைவாகவே ஒரு பை கால் ஜென்ரேட் ஆகுது கால் வரையில் green color கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு பை 42,995 ஃபார்ட்டி டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் வந்திருக்கு ஒன்றும் இல்லை அந்த க்ரீன் கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு line லைன் இருக்குல்ல அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் கூறிய லைன் மேலே இருக்கிறதுலாம் டார்கெட் லைன் கீழே இருக்கிற ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணுனா ஒவ்வொரு நாளும் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு வீடியோஸ் தனியாவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த சார்ட் வந்து ஒவ்வொரு ஒன் மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி அது மார்க்கட்னுடைய மூமெண்ட் மேலே வரும்போது பைக்கால் ஆகும் அதே இப்போ கீழே இறங்குது அப்படின்னா செல் காலாகவும் நமக்கு கால் வரும் கால் வரையில் பார்க்குறதுக்கு சிக்னல் மாதிரியும் இருக்கும் ஸோ இதை பார்த்துட்டு இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும் உங்களால் மேனுவல் ட்ரேடிங் பண்ணமுடில்லன்னா ஆட்டோ ட்ரேடிங்கும் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி வச்சு பண்ணிக்க முடியும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டார்ட் ரேஞ்ச் வந்து ஃபார்ட்டி த்ரீ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஏழு பாயிண்ட் சொல்லலாம் ஸோ அந்த ஒன் ஆட் செவன் பாயிண்ட்டை பிரேக் அவுட் மேலே நமக்கு ஃபஸ்ட் ஆர் அட்ருக்கு பட் இந்த 100 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ண மார்க்கெட் வந்து ஒரு 2 hours கழிச்சு தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு மார்க்கெட் ரொம்பவே ஸ்லோவாக ஒரு சைடு வேஸில் தான் போச்சு பட் புல்லிஷ் மொமெண்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஃபைனலாக நமக்கு டார்கெட்டையும் பிரேக் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் டெய்லி இந்த மாதிரி ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு டக்குன்னு ஒரு கால் தெரிஞ்சுக்கணும் இல்லை இப்போ ஒரு மார்க்கெட்டில் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட்டை பார்க்கையில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதை வச்சு உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்கை நீங்கள் நல்லாவே ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும் இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணா வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்